அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து அன்பான இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுவின் பேருதவி நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக வாழக்கூடிய காலங்கள் முழுவதும் அல்லாஹு ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக கணித்திற்குரியவர்களே இன்றைக்கு நாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளிலும் பல நோய்களிலும் பலவிதமான கடன் கஷ்டங்களிலும் இன்னும் வெளியே சொல்ல முடியாத ஏராளமான துன்பங்களில் நாம் அகப்பட்டவர்களாக ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமத்தோடு ஒரு வேதனையோடு இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வேதனைக்கும் இந்த சிரமங்களுக்கும் இந்த கஷ்டத்திற்கும் என்ன காரணம் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் நாம் கட்டுப்படாமல் நடப்பதுதான் இதற்கான முதல் காரணம் நாயகம் சொல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் இந்த சமூகத்திற்கு மிக தெளிவாக கோடிட்டு சொல்லி காமித்தது உண்டு அப்படி ஒரு நாள் நாயகம் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொல்லும் பொழுது அல்லாவிற்கு இந்த அடியார்கள் மீது சில கடமை இருக்கிறது யாருக்கு சொல்றாங்க ரசூல் அல்லாவிற்கு இந்த அடியார்கள் மீது சில கடமைகள் இருக்கிறது என்பதாக நாயகம் சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் மஹிபுனு ஜபல் ரதியுல்லாஹு தாயான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது நான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹசல்லம் அவர்களோடு ஒரு பயணத்தில் இருந்தேன் அந்த பயணத்தில் நாயகத்தினுடைய வாகனத்திற்கு பின்னால் நான் அமர்ந்திருந்தேன் எனக்கும் நாயகத்திற்கும் இடையில் அந்த வாகனத்தினுடைய சேனை மட்டும்தான் இருந்தது அந்த அளவுக்கு நான் ரசூலுல்லாவோட ரொம்ப நெருங்கி நான் என்ன செஞ்சேன் பயணம் செய்து கொண்டு இருந்தேன் ரொம்ப நெருக்கமான ஒரு பயணத்தில் நான் இருந்தேன் அந்த நேரத்தில் நாயகம் சல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் திடீரென என்னை அழைத்தார்கள் ஜர்களே என்று நான் உங்கள் பின்னாடிதான் அமர்ந்திருக்கின்றேன் நீங்கள் எதை சொன்னாலும் கேட்டு செயல்படுத்துவதற்கு நான் தயார் என்று நான் நாயகத்திற்கு பதில் ஆனால் நாயகமோ ஒன்றும் சொல்லவில்லை அமைதியாக இருந்தார்கள் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் என்னை அழைத்தார்கள் நாயகம் அப்பொழுதும் ஒன்றும் பேசவில்லை இன்னும் சிறிது தூரங்கள் கடந்து போனதற்கு பிறகு நாயகம் சல்லு அலி வசலம் அவர்கள் மூன்றாவது முறையாக என்னை அழைத்தார்கள் யா மொழாதிபுன் ஜபல் நான் சொன்னேன் இருக்கின்றேன் சொல்லுங்கள் என்று நான் சொன்னேன் இப்பொழுது நாயகம் அவர்கள் என்னிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கின்ற ஒரு அடியான் ஒரு அடியான் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா யாரை பார்த்து கேட்கின்றார்கள் அவர்களின் இந்த ஒட்டுமொத்த உம்மத்தையும் பார்த்து நாயகம் கேட்கின்றார்கள் அல்லாவிற்கு ஒரு அடியான் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா என்று என்னை பார்த்து கேட்டார்கள் நான் சொன்னேன் அல்லாஹூ அகலம் அல்லாஹ் அரசூலுக்கு அது தெரியும் நாயகமே எனக்கு தெரியாது என்று நான் சொன்னேன் உடனே நாயகம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன தெரியுமா அல்லாஹைக்கு அவன் முழுமையாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அல்லாவிற்கு சூழ்நையும் எந்த ஒரு காரணத்தையும் காரணம் காமித்து தன்னுடைய இயலாமையை காரணம் காமித்து அல்லாரசூலுக்கு அவன் மாற்றமாக நடக்க கூடாது முழுமையாக அவன் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அவனுக்கு அல்லாவிற்கு அவன் ஒருபோதும் இணை வைக்க கூடாது என்று நாயகம் சல்லல்லா அலைய் வசலம் அவர்கள் சொன்னார்கள் அதை சொல்லிவிட்டு மீண்டும் கொஞ்ச தூரம் எங்களுடைய பயணம் அப்படியே தொடர்கிறது அந்த பயணத்தில் நான் நாயகத்தோடு இருந்த அந்த அனுபவங்கள் எனக்கு மிகவும் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் பெருமையும் எனக்கு அழிக்கிறது என்பதாக மொஹாதிபுனு ஜபல் ரதில்லான் சொல்லுகின்றார்கள் எங்களுடைய பயணம் தொடர்ந்து போய்க் கொண்டே இருந்தது கொஞ்சம் தூரம் கழிந்ததற்கு பிறகு மீண்டும் நாயகம் என்னை அழைத்தார்கள் யா மொஹாதிபுனு ஜபல் நான் சொன்னேன் இருக்கின்றேன் என்று சொன்னேன் இப்பொழுது நாயகம் மீண்டும் என்னிடத்தில் ஒரு கேள்வியை எழுப்பினார்கள் அடியான் அல்லாவிற்கு முழுமையாக கட்டுப்பட்டு அல்லாவிற்கு எதையும் இணை வைக்காமல் இருக்கக்கூடிய அந்த அடியானுக்கு அல்லாஹ செய்ய வேண்டிய கடமை என்ன என்று தெரியுமா முழுமையாக அல்லாவிற்கு கட்டுப்பட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் அல்லாவிற்கு இணை வைக்காமல் வாழக்கூடிய ஒரு அடியானுக்கு அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா என்று என்னை பார்த்து நாயகம் கேட்டார்கள் இப்பொழுதும் நான் அதே பதிலை சொன்னேன் அல்லாஹும் வர சூலுகோ ஆலம் நாயகமே அல்லஹருக்கும் உங்களுக்கும் தான் அது தெரியும் என்பதாக நான் சொன்னேன் நாயகம் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் அது என்ன தெரியுமா அல்லாயோ அகும் யார் அல்லாவிற்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு ஒரு காலமும் அல்லாவிற்கு இணை வைக்காமல் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்காமல் வேதனையை கொடுக்காமல் இருப்பது என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் இப்பொழுது தெரிகிறதா நம்மளுடைய சோதனை நம்மளுடைய கஷ்டம் நம்மளுடைய துன்பம் நம்மளுடைய எல்லா விதமான பலாய் என்ன காரணம் அல்லாரசூலுக்கு நம்ம கட்டுப்படாமல் போனதுதான் காரணம் இப்ப இதனுடைய நேர்மறையான கருத்து என்ன யார் அல்லாரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கவில்லையோ அவர்களை அல்லாக சோதிப்பான் அவர்களுக்கு அல்லாஹ துன்பத்தை கொடுப்பான் அவர்களுக்கு அல்லாஹ சிரமத்தை கொடுப்பான் அவன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நொடியிலும் அவனுக்கு அல்லாஹு துன்பத்தை மட்டுமே கொடுத்து கொண்டிருப்பான் அதற்கான காரணம் அவன் அல்லரசுலுக்கு கட்டுப்படாமல் நடந்தது எவ்வளவு தெளிவாக சொல்லி காமித்தார்கள் வாழ்க்கையில் இன்பம் வேணும் என்றால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வேண்டுமென்றால் வாழ்க்கையில் அழகான முறையில் நம் வாழ்க்கை செல்ல வேண்டும் என்று சொன்னால் நிம்மதியான உறக்கம் வேணும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ் ரசூருக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் கட்டுப்பட்டு நடந்தோம் என்றால் நிச்சயம் அல்லாஹ் நம்மை ஒரு காலமும் வேதனைப்படுத்த மாட்டான் துன்பப்படுத்த மாட்டான் துயரப்படுத்த மாட்டான் என்பதை விளங்கி வாழக்கூடிய காலங்களில் அல்லாஹ் ரசூலுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக